them. Um. இப்போ நாம பேங்க் நிப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நைன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்ரிடே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்ன்னுட்டு ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நமக்கு வந்து ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு நமக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு தடையும் பார்த்தீங்கன்னா கேண்டல்னுடைய கலரை மாற்றிட்டு நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எதிர்பார்த்தால் எங்கே எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்னா எங்கே வச்சுக்கலாம் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அதுவே இந்த சார்ட்டை பை வரும் மேலர் ல அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் ஃபஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா ஒரு தேர்ட்டி எயிட் சிக்ஸ் எயிட்டி நைன் பாயிண்ட் எயிட்டி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது தேர்ட்டி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்கு ஸோ இது நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 97 செவன் பாயிண்ட் கிட்ட டிஃபரன்ஸ் வந்து இருக்கு கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் எப்படிடே வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக் கால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது மார்க்கெட்டில் பெரிய மொமெண்டம் இல்லை மூவமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போய்ட்டுருக்கு ஆஃப்டர் பட்ஜெட்லருந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஸ்லோ மூவிங்கில் எப்படி போகுதுன்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு வந்து இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி யூரோப்பியன் மார்க்கெட் மொமெண்டம் ஃபாரின் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டு அவங்களாக ஓப்பன் ஆகிட்டாங்க ஸோ அதில் எல்லாம் ஒரு மொமெண்டம் இருக்கும் கொஞ்சம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் இருக்கலாம் ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பண்ணும் போய் ரீச் பார்க்கலாம் நம்ம கிடச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ரைஸ் ஆச்சு ஏறிட்டே வந்துச்சு ஒவ்வொரு கேண்டிலும் பாருங்கள் ப்ரீவியஸ் கேண்டில்லாம் ஒரு டென் பாயிண்ட் ஃபிஃப்டின் மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு நமக்கு ஒரு டூ ஓ கிளாக்லருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டே வந்து பாசிட்டிவாக வந்து சேஞ்ச் ஆச்சு ஆல்ரெடி மார்க்கெட் ஒன் டைம் ரைஸ் ஆனது ரிவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் டூ டென்க்கு அப்புறம் இப்போ கன்டினியூஸாக ரைஸ் ஆனதில் இப்போ டூ டுவெண்ட்டிக்கு தான் பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாரட் ரேஞ்சு ரீச் வந்து கொடுக்குது ஸோ நமக்கு பைக்கை ஜென்ரேட் ஆனதுலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் வந்து நடந்திருக்கு தேர்ட்டி எயிட் ரேஞ்ச் ரை அரவுண்ட் ஒரு செவன்ட்டி பாயிண்ட் கிட்டத்த நமக்கு வந்து மூவமெண்ட் வந்து கிடச்சிருக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறது இந்த மணி ஆப்ஷன் தான் இது ஆக்சுவலி இந்த மணி ஆப்ஷன்லேயே செவன்ட்டி பாயிண்ட் தான் இருக்குது அப்போ அடுத்த இன்னும் இருபது முப்பது பாயிண்ட் வந்து கம்மியாக வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு டேரெக்ட் ஆப்ஷன்லேயும் மூவமெண்ட் வந்து இருந்துச்சு இந்த சார்ட் இந்த ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி நாளைக்கு வந்து எக்ஸ்பெய்ரி ஆக போகிற வீக்லி ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணலான்றதுக்குன்னு இந்த ஆப்ஷன் சார்ட்டையும் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு அந்த சார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீடைல்ஸ் வந்து நாங்கள் சென்ட் புடிச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ